காற்றளிக்கும் சமயத்தில் வெளியில் இருந்தால் நீங்கள் குழந்தைக்கு காற்றை பற்றி விளக்கலாம் காற்றை பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் மற்றும் காற்று என்ன செய்யும் என்று பார்க்க முடியும் என்று நீங்கள் உரையாடலாம் காற்று எதை நகர்த்துகிறது என்று பார்த்தாயா என்று நீங்கள் கேட்கலாம் காற்றில் அசையும் புல் பறக்கும் காத்தாடி பறக்கும் இலைகள் ஆகியவற்றை குழந்தை கண்டுபிடிக்கலாம் இந்த செயல் காற்று வானிலையின் முக்கிய அம்சம் என்பதையும் எப்படி காற்று அவர்களை சுற்றியுள்ள பொருட்களில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் குழந்தை கற்றுக்கொள்ள உதவுகிறது